விலங்குகள் எப்பவும் தான் அடுத்ததா சாப்பிட்ட போற பத்திதான் யோசிக்கும் ஆனா மனிதர்கள் அப்படி இல்ல ஒவ்வொரு விஷயமுமா அதாவது உத்தியோகம் பிள்ளைங்க வீடு எதிர்காலம் குறித்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தங்களோட எதிர்காலம் குறித்த பயமும் மனிதர்கள் கிட்ட அதிகமா காணப்படும் சில சமய அதிர்ஷ்டம் குறித்து பேசவும் செய்வாங்க வாழ்க்கையில செல்வம் சேர்க்கணும்னாலும் அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில எதுலயும் தோல்வி அடையறவன அதிர்ஷ்டம் கேட்டவன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லா விதத்திலையும் நல்லபடியா அமைஞ்சா அவனை அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க ஆனா சாணக்கிய பொறுத்த வரையில அதிர்ஷ்டம்னு அவர் எதையெல்லாம் குறிக்கிறாருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆணுக்கு வர இந்த மூணு சந்தர்ப்பம் அதிக துரதிஷ்டமானதுன்னு சாணக்கிய சொல்றாரு ஒருவேல இளம் வயசுல மனைவி இறந்துட்டாலோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் ஏன்னா வயசான காலத்துல மனைவியோட துணை ரொம்பவும் அவசியமா வயசான காலத்துல மனைவி இறந்துட்டா மறுமணம் செய்யறது சாத்தியம் இல்ல இதனால தீவிர டிப்ரெஷன்ல போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை எதிரிகள் காரணமாவோ இல்ல வியாதிகள் காரணமாவோ இழக்க நேரிட்டா அது ரொம்பவும் துரதிஷ்டமான விஷயமா செல்வத்தால பகை ஏற்பட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகுமா தப்பான விஷயத்துக்கு செல்வத்தை உபயோகிச்சாலும் தீவிர பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமா ஆண்கள் மத்தவங்க நிழல்ல வாழறதும் துரதிஷ்டமான விஷயம்னு சாணிக்க சொல்றாரு ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் மத்தவங்க அனுமதியை எதிர்பார்த்து அடிமை போல வாழ வேண்டியிருக்குமா இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்